السلام عليكم الله الله وبركاته الحمد لله الحمد لله لله رب العالمين والسلام على سيدنا محمد أشرف المرسلين وصحبه قال الله تعالى في வர العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الف لام م ذلك الكتاب لا ريب فيه صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجنه المؤمنين والجنة للكافرين أو كما قال عليه الصلاه والسلام صدق النبي عنا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربًا وبالاسلام دينًا وبمحمد صلى الله عليه وسلم نبيًا ورسولًا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخًا ومرشدا அலகம் இல்லா சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த அன்னலம் பெர்மான் முகமது முஸ்லபா சுல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாமி மீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரகமானின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிரப்பமாக என்றென்றும் நிலவரத்துமாக கணித்துக்குரிய அல்லாஹின் நல்லே உலகத்தை குறித்தும் இந்த உலகம் இருக்குது இல்லையா இந்த உலகம் இந்த உலகமும் இந்த உலகத்திலே மனிதன் பெரிதும் விரும்பக்கூடிய இரண்டு விஷயம் பணம் பிள்ளை இந்த இந்த இரண்டைக் நடைமுறை யதார்த்தத்தை குறித்தும் அல்லாஹொல்லும் போது மனித குலம் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காமிப்பான் இன்னமா அவ்வாளுக்கும் அவ்வளாதுக்கும் சித்தனா நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் சம்பாதித்து சேர்க்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய செல்வமும் நீங்கள் கனவிலே ஆசை ஆசையாக பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளை செல்வமும் சித்தனா உங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நான் வைத்திருக்கின்றேன் நீங்கள் அதை கொண்டு சில நேரம் மகிழ்வடைவீர்கள் உங்களிடத்தில் இருக்கும் பொருளாதாரத்தை கண்டு சில நேரம் நீங்கள் உற்சாகத்தை துள்ளி குதிப்பீர்கள் சில நேரம் அந்த பொருளாதாரத்தை நான் எடுப்பேன் அப்படி எடுக்கும் நீங்கள் அதே நிம்மதியோடு நீங்கள் வாழ வேண்டும் சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் மேலோங்க செய்து அதை கொண்டு உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வோம் சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நான் உங்களுக்கு சோதனையை தருவோம் அப்பொழுதும் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும் ஒரு வரிய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தலையிலத்தையே சொல்லி காமிக்கிறான் இந்த உலகமே உனக்கு ஒரு சோதனை தான் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ கணக்கிட்டு வைக்கின்றாயோ அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் உன்னால் வாழ்ந்துட முடியாது செய்ய சம்பாதித்து விட வேண்டும் இவ்வளவு சேமித்து விட வேண்டும் என்று நீ ஒரு வரணையை நிர்ணயித்து வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த வரணரைக்குள் உன் வாழ்க்கை உள்ளடங்காது அதை தாண்டியும் ஒன்றை நான் வைத்திருக்கின்றேன் அதுதான் விதி அந்த விதி தான் உன்னுடைய பொருளாதாரத்தையும் சோதிக்கும் உன்னுடைய பிள்ளையும் சோதிக்கும் உன்னையும் சோதிக்கும் உன்னை சுற்றியிருப்பவர்களையும் சோதிக்கும் அனைத்தையும் நிர்ணயம் செய்யும் என்று அல்லாஹ் ரபுல் சொல்லி காமிக்கின்றான் இதிலிருந்து மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவன் தீர்மானித்ததை ஒரு காலமும் யாராலும் எப்பொழுதும் மாற்றவே முடியாது எனவேதான் பெருமானார் அலி வசல்லம் அவர்கள் துவா செய்யும் போதெல்லாம் ஒரு துவாவை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன தெரியுமா தீயதையே நீ தடுத்துவிடு என்று அவர்களே அப்படி அல்லாவிடத்தின துவா செய்வார்கள் யாரு ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம்லா யாரு மனிதனுடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை கூட ரசூருல்லாவுக்காக அல்லாஹ் மாத்தி தரட்டுமான்னு கேட்டான் என்ன கேட்டாங்க யார் ரசூர் அல்லா நீங்கள் அனுமதி கொடுத்தால் உகது மலையை நான் உங்களுக்கு தங்கமாக்கி தருகின்றேன் நீங்களுக்கு அனுமதி இருளால் சூழ்ந்துவிடும் எனக்கு அனுமதி அளவுக்கு அல்லாட்ட நெருங்கிய ஒரு நபி என்னதுவா கேட்கிறாங்க நீ நினைச்சிட்டா அது இந்த நபியாலும் மாற்ற முடியாது அல்லாஹ் நீ தரணும் நினைச்சனா நான் நினைச்சாலும் எந்த அளவிற்கு வாழ்க்கையில அனுபவா இப்படி ஒரு துவாவை பெருமானார் சொல்லல்லாஹனை அவர்கள் கேட்டு இருப்பார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவிளே வாழ்க்கை என்பது சோதனையும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு விளையாட்டு மைதான் அந்த உலகத்திற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கணுமோ விளையாடுறதுக்கு நீங்க எவ்வளவு நேரங்க செலவழிப்பீங்க நான் கேக்குறேன் உழைக்கிற நமோ ஓய்வெடுப்பதற்கும் எவ்வளவு நேரம் செலவழிப்போம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு மணி ஒரு அரை மணி நேரம் செலவழிப்போம் மீத நேரம் உழைப்பு நம்ம சிந்தனை செலுத்திட்டு அப்ப அதெல்லாம் என்ன சொல்றானா நீ உழைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அது இது எல்லாமே விளையாட்டுப்பா உன்னுடைய மெயின் வேலையை நீ என்ன தொழுகிறது என்ன வணங்குறதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய மெயின் வேலையாக உழைக்கிறது அது இது எல்லாத்தையும் மெயின் வேலையா ஆக்கிட்டு தொழுகிறத சைடு வேலையாக்கிட்டோம் இப்படி மாறும்போது அல்லஹுவின் சோதனை ஒரு மனிதனை ஆழ்த்தி இருக்கும் பெருமானார் சல்லாசல் அவர்கள்ட்ட சகாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் நல்லவர்களுக்கும் சோதனை வருகிறது கெட்டவர்களுக்கும் சோதனை வருகிறது இரண்டு சோதனைகளுக்குமான வித்தியாசங்கள் வேறுபாடு என்ன உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள திரும்பி பார்க்கணும் ஒரு சோதனை வந்ததுன்னா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா தாங்க முடியாத ஒரு இன்னல் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லது அடிக்கு மேல் அடி நம் வாழ்க்கையில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனே நம் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிறோம் நம் வாழ்க்கையில் நல்லது செய்திருந்தோம் என்றால் சொர்க்கத்தில் நமது தரஜாவை உயர்த்துவதற்கு அல்லா இந்த உலகத்திலே நமக்கு சோதனையை தருவார் ஒரு கால் வாழ்க்கையில் நாம் தவறுகளை செய்திருந்தால் அந்த தவறுகளை அந்த குற்றங்களை மன்னிப்பதற்காக அல்லா சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பார் பெருமான பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக என்று பெருமானா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் நம்ம விளக்க வேண்டிய விஷயம் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சோதனை வரதான் செய்யும் எ அயோக்கியனாக வாழ்ந்தாலும் சோதனை வரதான் செய்யும் சோதனை வரும்போது நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் உட்பட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சிருக்கிறேன் யாருக்கு என்ன பாவம் பண்ண எல்லாருக்கும் நல்லதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரையும் ஓடி ஓடி பார்க்கலாம் அஞ்சு நேரம் எனக்கு மட்டும்தான் அவர்கள்ட்டார்கள் உலகத்திலே அதிகமான சோதனைகளை அதிகமான சிரமங்களை அதிகமான கஷ்டங்களை அனுபவித்தன மனிதர்கள் யார் என்று கேட்கப்பட்டது பெருமான உலகத்திலேயே அதிகமா சோதனை அனுபவிச்சது நபிமார்கள் தான் நபிமார்கள் யார் மகசூமி பாவங்களை விட்டும் தூய்மையாக்கப்பட்டவர்கள் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாதவர்களுடைய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்திக்கணும் உட்பட இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை செஞ்சிடணும் மாத்திரணும் ஒரு ஆள் திடீர்னு மோத்தா என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊர்ல எவ்வளவு அயோக்கியத்தனம் சொன்னுச்சா நல்லவனுக்கு ராட்டா வருவன் கெட்டவனுக்கு சீக்கிரம் சொன்னுச்சா இல்ல விதி யார் யாரை எப்பொழுது எப்படி எப்படி கொண்டு செல்லுமோ அதாவது அப்படி எப்படி கொண்டு சென்று கொண்டேதான் இருக்கும் நம் வாழ்க்கையில் நாம் பொறுமையை கையாள வேண்டும் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் ஒரு சோகமே இல்லை ஒரு கஷ்டமே இல்லை ஒரு சிரமமே இல்லை என்று நாம் விளங்கி யாரு கலீமுல்லா அல்லாஹிடத்தில் மலக்குமார்களுடைய உதவி இல்லாமல் டேரக்டாக பேசுகிற ஒரு நபி டேரக்ட் கான்டாக்ட் தொடர்பு கூட ஜி இண்டிப ஜல்லா சொல்லாம் டைரக்டா அல்லாஹ் டைம் பேசுவாங்க يا الله எனக்கு தலைவலிக்குது நான் என்ன செய்ய அல்லாஹ் சுன்னா ஒரு செடிய புடிங்க சாப்பிடுங்க உடனே சாப்பிடுவாங்க உடனே தலைவலி போவும் يا الله என் கூட்டத்தார்களுக்கு மன்னிச்சு செல்வா சொர்க்கத்து உணவு சலஞ்சி போய் இருந்து என்ன செய்ய உடனே அல்லாஹ் சுன்னா வியாபாரம் பண்ணுங்க வியாபாரத்துல வரக்கூடிய ডেইলি வேலைய ডেইলি சாப்பிடுங்க இன்னைக்கு தான 1 1 வரையிறதுக்கு 90 நாள் ஆகும் அப்படிதானே இன்னைக்கு பயிர் போட்ட எத்தனை நாளா ஆகும் 3 மாசம் 90 நாள் ஆகும் ஆனா மூசால சங்காலத்துல அப்படி இல்ல நைட் நட்டுட்டு போனா கால்ல விளஞ்சிரும் காலையில் விளையாடுறத பறிச்சு நைட்டுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் விடாதான் அவளுக்கான ரூல்ஸேர்டா அல்லாட்டை பேசக்கூடிய நபி வாழ்க்கையில எந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவிச்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிறக்கும் போதே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் பிறந்த ஒரே நபி நபியுனா முசா அலிஸ்லாத்து வலாம் அவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய கையை பார்த்துட்டு கைய பார்த்துட்டு சொன்னா எப்பா உன் ஊர்ல பிறக்கக்கூடிய ஒரு ஆம்பள பிள்ளையாலதான் ஆட்சி அதிகாரம் அடிமட்டத்தோட அழிஞ்சு போயிரும் அப்படி இன்றைக்கு என்ன தெரியுமா அந்த எங்க எல்லாம் ஆம்பிரதோ தாயினுடைய வயிற்றுல இருந்து எடுத்தது கொலை பிறந்த அந்த நொடியிலேயே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு காவலாளிகளை நிப்பாட்டினான் திராவன் ஏன் அந்த வீட்டிலேயே கர்ப்பிணி பெண்கள் இருந்தார்கள் என்றால் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு விட்டுவிடு ஆண் குழந்தை பிறந்தால் உடனடியாக அந்த குழந்தையை கொள்ள வேண்டும் என்று செஞ்சான் விட்டுருந்தான் அதே மாதிரி ஏராளமான குழந்தைகளை கிரோவன் கொண்டு குவித்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டினுடைய காவலாளி ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் உடனே மூசாலை அவர்களை ஒரு பெட்டியிலே வைத்து நைல் நதியில் வீட்டுக்கு பின்னாடி தான் ஓடுது என்ன செஞ்சாங்க வாழ்க்கை தாயாருக்கு மனதில் எந்த அளவுக்கு சிரமம் இருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த குழந்த பிறந்த ரத்தம் ரத்தமா இருக்குமா இல்லையா அந்த கட்டிகளை கூட சரியாக சுத்தம் செய்யாமல் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த நைல் நதி நேராக கடந்து போய்கிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருந்துச்சு இறுதியாக கொல்லக்கூடிய ஃபிராவின் கையிலேயே யார் மாட்டினா மூசாலேஸ்லாம் மாட்டினாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி சோதனை பிறந்த உடனையும் சோதனை பிறந்த கொஞ்ச நேரம் பயணம் இந்த உலகத்திலே ஒரு பத்து நிமிடம் பயணம் செய்து தனது எதிரியின் கையிலேயே தனது எதிரியின் கையிலேயே முசாரி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் மாட்ட வைத்தான் இறுதியில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவாங்க கெட்டவங்களுக்கு நிறைய குறிப்பான அல்லஹ் கைவிட்டுவான் நல்லவுள்ள நிறைய சோதிமான கடைசியை கைவிட மாட்டான் இறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு அப்புறமும் சோதனை எவன் கொல்லணும்னு நினைச்சானோ அவன் வீட்லயே அல்லா ஆரம்பி மூசாலை இஸ்லாமா வளர செஞ்சான் பிறோன் எடுத்து மூசாலை கொல்ல போறான் பிறவனுடைய மனைவி சொன்னாங்க உப்பாட்டுங்க நமக்கு புள்ள இல்லை இந்த குழந்தைய பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தைய வெளியே விட்டாதோம் வளர்ப்போம் நம்ம பிள்ளையா இருந்தா எதிரியா வராது இல்ல நம்மளுடைய அரண்மனைக்கு போயிடுவோம் இதுதான் வாழ்க்கை அல்ல சொல்றாங்கல்லையாஸ்வரா நிச்சயமாக ஒரு கஷ்டத்திற்கு பிறகுதான் ஒரு சந்தோஷம் எடுத்த பிள்ளையா சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்காதுங்க ஒரு சிரமத்திற்கு பிறகு ஒரு சந்தோஷத்தை எல்லாம் கொடுப்பா மூசாலை தாயாருக்கு கடைசியில எங்க போயிட்டாங்க அரண்மனைக்கு போயாச்சு மோதி மூசா அலை இஸ்லாம் அரண்மனைக்கு போயாச்சு மூசாலை பிறந்த புள்ள ஒவ்வொரு தாயா கூப்பிட்டு என்ன செய்றான் பால் கொடுக்க சொல்றான் எந்த தாயினுடைய மார்பகத்திலையும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வாய் வைத்து பால் குடிக்கவே இல்லை வீட்டில வேலைக்கார பெண்மணியாக மூசா அலி இஸ்லாம் அவருடைய தூரத்து சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா பணியாளராக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க எப்படி கொண்டு வரா பாருங்க சோதனையின் மீது பொறுமையை நாம் கையாள வேண்டும் அவங்க சொன்னாங்க பக்கத்து ஊர்ல ஒரு தாய் இருக்கிறாங்க அவங்க எந்த தாயை சொல்றாங்க டைரெக்டா மூசா அலி இஸ்லாம் சொல்றாங்க அந்த தாயிட்டா இவருக்கு பால் கொடுக்க சொல்லி சொல்லவும் நினைச்சானோ அவனே டேரெக்டா போய் கூப்பிட்டு வந்து இறுதியாக மூசா அலி இஸ்லாம் அவர்களும் தாயாரும் எதிரியின் வீட்டிலேயே வாழ்ந்தார்கள் வாணிப பருவத்தின் வரையிலும் இதுதான் வாழ்க்கை ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனையில அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் அதை கடக்க முயலும் நிச்சயம் அந்த சோதனை நம்மை விட்டு மிக இலகுவான முறையிலே கடக்கும் முசாலிஸ்லாத்த வைக்கும் போது கூட இருந்த பெண்கள் எல்லாம் ஆள் போற கருத்தை சொன்னாங்க பச்சை பிள்ளை எப்படி பண்றிய அது எங்கேயோ போய் உன் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் மௌத்தா போறதுக்கு போய் கடைசியில அரசனுடைய அரசபையிலேயே மூசா அலி இஸ்லாம் ஆடக்கூடிய ஒரு ரசீவு கிடைச்சது சொன்னா சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை உரிய வழிகளை முறைய வழிகள நம்ம என்ன செய்யணும் கடக்க முயறும் அனுமதி வாங்கி அல்லாஹின் ஒழியை பிளாக் போவோம் வளர்ந்து கொஞ்ச வாழ்வு பருவம் ஆனா சண்டை ஒருத்தவங்க குடும்பம் இன்னொருத்தவன் குடும்பம் தவறு யார் பக்கம் இருக்கு நீரடா தப்பு மட்டும் போய் சண்டை போட்டு ஒரு அறதான் விட்டாங்க ஏன் குடும்பத்துக்காரன ஏன் வீட்டுல வளர்ந்த ஒருத்தவன்ட்டாங்க இறுதியா ஓடி ஓடி ஓடி ஓடி பக்கத்து ஊருக்கே ஓடி போயிட்டாங்க பசியோடும் பத்துநியோடும் ஒரு கிணத்துக்கு அடியில வாழ்ந்து வசித்து பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து பிறகு நபிமட்டம் வாங்கி அதற்கு பிறகு மூசாலிசா வாழ்க்கையை பார்த்தோம்னா சோகம் தான் சோகத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஒரு நாடும் ஒரு பொழுதும் மூசானவி அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து கொஞ்சமும் சரிகிறது இல்லை அதுதான் வரலாற்று முக்கிய சுவடுகள் இன்னைக்கு நம்ம நிலைமையை பாருங்க இன்பத்துல இருந்தாலும் அல்லாகவ மறந்துடுறோம் ஒரு துன்பத்துல இருந்தாலும் அல்லாகவோ மறந்துடுறோம் இன்னைக்கு வணக்க வழிபாடுன்னு சொல்றதே கூட நண்பர்களுக்காக ஏதோ கடமைக்காக வியாபாரத்திற்காக பிறருடைய முகஸ்திக்காக இன்றைக்கு மாறி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் கொண்டிருக்கிறது எனவே கண்ணித்துக்குரியவர்களே சோதனையின் மீது நாம் பொறுமையை நாம் கையாளும் நிச்சயம் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆளுமை அவனுக்கு விடுதலை தருவான் இவங்க அல்லாட்ட பேசக்கூடிய நபி இவ்வளவு சோதனை இப்ராஹிம் அலி யாரு அல்லாஹல் எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு தனி பெரும் ஹைலைட் ஆன ஒரு அல்லாஹுடைய நெருக்கமா இருக்கும் அப்படியான நம்ம பர்சனல் விஷயங்கள் முதல்ல செஞ்சுப்போம் கலந்து பேசிப்போம்மேக்கு நட்பது ஒரு உயர்ந்த ஒரு உறவு அந்த உறவை அல்லாஹரின் யாருக்கு கொடுத்தா நம்பி இப்ராஹிம் கொடுத்தான் நண்பன் சொன்னதுனால இப்ராஹிம் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சா இருந்துச்சு இப்ராஹிம் அலையாம் மாதிரி ஒரு சோகத்தில் ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்து ஒரு நவியை பார்க்கவே முடியாது முதல் திருமணம் முடிக்கிறாங்க முதல் திருமணத்தில் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை பல வருஷமாக குழந்தை இல்லை இப்ராஹிம் அலையாம் செய்யாத துவாக்கள் கிடையாது இப்ராஹிம் அலையாத்துஸ்லாம் அவர்கள் செய்யாத மருத்துவம் கிடையாது ஆனால் இன்னும் இல்லை குழந்தையே இல்லை ரெண்டாவது ஒரு திருமணம் முடிக்கிறாங்க நீண்ட நடி வருஷங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே என்ன குழந்தையே இல்லை இறுதியாக தான் அனுப்புகிறாருங்க ஒரு குழந்தையை கொடுத்தான் இறுதியாக என்ன செஞ்சால் ஒரு குழந்தையை கொடுத்தான் சரி குழந்தையை கொடுத்துட்டா வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போகும்ட்டு இப்ராஹிம் சார் நினைக்கும்போது எல்லா சொன்னால் இப்ராஹிம் அவர்களே நீங்கள் உண்மையில் எனது சலியிலாக இருந்தால் யாருமே இல்லாத மனித நடமாட்டமே இல்லாத மனித கால் தடங்கள் அதிகமாக பதிக்கப்படாமல் இருக்கும் ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடத்திலே தண்ணீர் வசதி இல்லாத ஒரு இடத்திலே ஒரு சின்ன குடிசை கூட ஒரு ஓலை கூட இல்லாத ஒரு இடத்திலே உங்களுடைய மனைவியும் பிறந்த பாலகனாக இருக்கும் உன்னுடைய மகனையும் கொண்டு போய் விட்டுவாங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை நம்மளாக இருந்தால் மதமே மாறிடுவோம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய எனக்கு வேணாம் முஸ்லீமா இருக்க போய் கட்டுப்பாடோட யோசிச்சு பத்து வருஷம் கழிச்சுங்க மனித நடமாட்டமே கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது போட்டு தங்கறதுக்கு ஒரு குடிசை கூட கிடையாது அந்த இடத்துல போய் உங்க மனைவியையும் மகனையும் விட்டுருணும் ஏ விடுற எதுக்கு விடுறேன்னு சொல்லவும் கூடாது விட்டு போறந்துடாது போய் விட்டுட்டு இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து அஸ்லாம் திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி பார்க்கறாங்க கண்ணு கட்டுண தூரம் வரையும் இப்ராஹிம்ஸ்லா திரும்பி திரும்பி பார்த்தாங்க இறுதியாக ஹாஜராசா காட்டாங்க இது அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் திரும்பி பார்க்காமல் சென்று விடுங்கள் போன கொஞ்ச நேரத்தையே அல்லாத்த புல அளவின் திரும்ப வகை அனுப்புனா நீங்களும் அவங்களோடைய போயிருங்கன்னு சொன்னால் இறுதியில் மக்கான்கிற ஒரு நகர் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களை வச்சுதான் ரசிச்சு உருவாச்சு அது மட்டுமா இப்ராஹிம் இஸ்லாத்துலாம் அவங்க பிறந்து வாணிப பருவத்தில் வரும்போது தான் சச்சா வீட்டில் தான் வாழ்ந்தாங்க அம்மா அப்பா கிடையாது ஆசர்ன்னு சொல்லக்கூடியவர் யாரு இப்ராஹிம் சலாமுடைய சச்சா கடைசில இப்ராஹிம்லாத்து இஸ்லாமாங்க நீங்க இதை வணங்குறதுலாம் தப்பு அப்படி அப்படின்ட்டு இப்ராஹிம் சலாம ஊரை விட்டே ஒதுக்குறாங்க இப்ராஹிம் நிறைய தவறுகளை நினைச்சாங்க நிறைய சிலைகள்லாம் நினைச்சுறாங்க உடச்சி எறிகிறாங்க கடைசியில இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள நெருப்புல போட்டாங்க பிராமி என்னங்க செஞ்சாங்க நெருப்பில் போட்டாங்க அந்த நெருப்பினுடைய தன்மையை பற்றி சொல்லும்போது உலகத்திலேயே ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை ஒரு கழுகு இருக்கிறவங்க அந்த கழுகு இருக்கிறதுலையே ரொம்ப ஹைட்டாக பறந்து அந்த குழியை கிராஸ் பண்ணாலும் கூட எரிஞ்சு சாம்பலாயம் அப்ப அதனுடைய வெப்பம் அதனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு மேல ஓங்கியிருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அது உள்ள இப்ராஹிம் இஸ்லாம் போட்டாங்க அல்லா சொன்னாரு நெருப்பே நீ இப்ராஹிம் அலை அவர்களுக்கு ரொம்ப குளிராகவும் இல்லாம ரொம்ப சூடாகவும் இல்லாம அப்படி இதமான ஒரு ஐஸ் கட்டியா நீ மாறி உள்ள போய் உள்ள இப்ராஹிம் அலை ரெண்டு ரக்காய் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க தொழுகிறத அவங்களுடைய பெரிய தாயார் எத்தி பார்க்குறாங்க வாழ்க்கை பாருங்கள் ஒரு சோகம் வரும்போது அந்த சோகத்தை முழுக்க முழுக்க அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் காரணம் என்னத்திற்கு நம்ம இதை சொல்கிறோம் சொன்னால் இன்றைக்கி நிறைய இளைஞர்களுடைய வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நம்ம பார்க்கும் போது ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அவர்களுடைய நிலமையை நமக்கு உணர்த்துது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய மனிதர்களை விட்டு மக்களை விட்டும் தூரமாக போவதை போன்ற இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுல குழம்புல ஒப்பு இருந்திருக்காது உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு வாழ்க்கையில ஒரே சோகம் வாழ்க்கனா அப்படிதான் யாரை இனி நம்ப இறைவனை ஒருத்தவன் இல்ல அப்படி இப்படி இன்னைக்கு நினைச்சாங்க நம்ம வாலிப பிள்ளைங்க வைக்கிறாங்க இறைவனுக்கு புறம்பான ஸ்டேட்டஸ்களை தயவு செஞ்சு தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்கள் முஸ்லிம்ஸ் வச்சா கிரெடிட் ஆகுது எப்படி கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னா பெரியாருடைய பாணிகளை பின்பற்றி தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இறைவன் ஒருத்தவங்க இருந்தா எப்படி எல்லாம் மனிதனை சோதிப்பானா இறைவன் வைப்பானு குரானே சொல்லுமா எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கமோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பேன் சக்திக்கு மீறி கொடுக்கிறதுக்கு நான் ரொம்ப குடும்பக்காரன் இல்ல உங்க கஷ்டம் உங்கள் சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ உன் உடல் வலிமை உன் மன வலிமை உன் பொருளாதார வலிமை எந்த அளவிற்கு இருக்குதோ அதுக்கு உற்பட்டு தான் உனக்கான கஷ்டம் அதை தாண்டி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தா அவன் ரப்பே இல்லைன்ட்டு நம்மளே நெசுவோம் சொல்லுவோம் அல்ல வான் சொல்ற மனிதர்களை அவர்களுடைய சக்திக்கு மீறி நான் சோதிப்பதே இல்லை இந்த ஆலயத்தை கேட்டு நாயம் செல்லாசன் சொன்னாங்க அருமை தோழர்களே இறுதியை சொல்லி முடிவு போற அருமை தோழர்களே அல்லாஹ் என்பவன் யாரு தெரியுமா எழுபது தாயை விடவும் நிறைந்தவன் தான் இறைவன் தாயை விடவும் இரக்கம் நிறைந்தவன் இறைவன் சுத்திலும் நின்ற சகாபாக்கள் வினாய் எழுப்பினார்கள் யார் அசூல் அப்படி ஆயினில் ஏன் இறைவன் எங்களை நரகத்திலே இட வேண்டும் எங்கள் மீது எங்களுக்கு சோதனையை தர வேண்டும் பெருமானார் சுமந்து பெற்றெடுத்தால் அல்லவா நீ ஒரு தப்பு செய்யும் போது உன் தாய் உன்னை கண்டிப்பதில்லையா நீ ஒரு தவறு செய்யும் போது உன் தாய் உன்னை கைப்பிடித்து இழுப்பதில்லையா அப்படி இழுக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கு காயம் படத்தானே செய்யும் இதே போன்றுதான் உன்னை இறைவனும் நீ செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து உன்னை மீட்டி எடுக்க சில சோதனைகளை தருவான் அந்த சோதனைகளை சில உன்னை தாக்கலாம் சில நேரம் தாக்கலாம் உனக்கு அல்லாஹ் அரபு அந்த சோதனையிலிருந்து முழுமையான விடுதலையை தரலாம் சில நேரங்கள் இறுதி வரையிலும் உன்னை சோதனையில் கொண்டு போகலாம் சோதனையை தந்ததனால இறைவன் உன் மீது இறக்கமில்லாமல் போய்விட்டான் என்று நீ ஒரு நாளும் கருதி கொள்ளாதே என்று பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கணேத்துவர்களே நீ சொல்ற நல்ல சொல் என்ன பிரியா உடனே அந்த சகாபி சொன்னாங்க വല്ലാഹി ഇന്നി ലൗ ഹുബ്ബുക സലാസ മറാത്തിൻ മൂൻ വാത്തി അല്ലാഹു നമ്മ സത്യമെന്ന് പറഞ്ഞാ യാ റസൂല സത്യമായി ഞാൻ അവനെ പ്രിയപ്പെട്ടവനാണ് സത്യമായി ഞാൻ അവനെ പ്രിയപ്പെട്ടവനാണ് സത്യമായി ഞാൻ അവനെ സ്നേഹിക്കുന്നു അപ്ഡിയാ അടീൻ കേട്ട് നായം സല്ലാസും சொன்னாங்க ഇൻ കുന്ത സാദിഖൻ ഫഇദ്ദ ലിൽ ഫഖരി തിജാഫൻ ലൽ ഫഖറു അസ്റഉ ഇലാ മൻ യുഹിബ്ബനീ മിന സബീലി ഇലാ മുന്തഹ നീ എന്നെ പ്രിയപ്പെട്ടവനായാൽ ഇരുന്നാ பசியையும் பட்டினியையும் சமாளிக்கிறதுக்கு நீ தயாரா இருந்திருக்கேசிப்பவருக்கு அடைமப்பா என் வழியில் நீ முழுமையாக நடந்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருப்பாய் எனவே அதை எல்லாம் நீ சமாளித்துக் கொள் என்று பெருமானார் சல்லல்லா அலையுஸ் அவர்கள் சொன்னார்களே எனவே சோதனை என்பது எல்லோருக்கும் சமமான ஒன்றுதான் நல்லோருக்கும் வரும் கெட்டோருக்கும் வரும் சோதனை வரதால் நல்லோர்கள் எல்லாம் கெட்டவர்களும் சோதனை வருவதால் கெட்டோர்களெல்லாம் அழியப்போவது அல்ல சோதனை நல்லோருக்கும் நல்லதுக்கு தான் வருகிறது தீயோருக்கும் நல்லதுக்கு தான் வருகிறது இந்த சோதனையை நாம் எப்படி கடந்து செல்வது அல்லாஹு அந்த சோதனையின் மீது பொறுமையை கையாண்டு சொல்றோம் இதே மாதிரி ரசூல் ஆட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க யார் ரசூல் அல்ல என்ன அப்படி என்ன கடவுள் சரி இல்ல என்ன கடைசி சொல்றபாரு இது உண்மையிலே நீ பொறுமையை கையாள்றதே இல்லமா நாயம் சல்லாசன் சொன்னாங்க இந்த சதமத்தில் ஊழா ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்பத்திலேயே நீ பொறுமையை கையாள்றபார் அதுதான் உண்மையான பொறுமை பேசுறதை எல்லாம் பேசிட்டு புலம்புறதை எல்லாம் புலம்பிட்டு சொல்றதை எல்லாம் சொல்லிட்டு செய்யறதை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக அல்லா இருக்கான்னு நீ ஒரு வார்த்தையை சொல்றியே இதுக்கு பேர் பொறுமையே இல்லை ஒரு சோதனையினுடைய ஆரம்பத்திலேயே ரப்பு தந்திருக்கான்னு நீ சொல்ற பாருமா அதான் உண்மையான பொறுமை எனவே கணித்திற்குரியவர்களே வாழக்கூடிய காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இன்னல்களை இடையூறுகளை தொழுகையின் மூலமாக அல்லாவிடத்திலே உதவி தேடி அதை பெற்று கொள்ளக்கூடியவர்களாகவும் சோதனை வந்தா அல்லாஹை சபித்து பேசுவதை விட்டு நம் சமுதாய மக்களை அல்லாஹ பாதுகாப்பதோடும் சோதனை வந்தால் வழிக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய எண்ணங்களை அல்லாஹ் அரபு முற்றிலுமாக மாற்றி தருவதோடு ஒரு சோதனையை இலகுவான முறையிலே கடந்து செல்லக்கூடிய நசீபனை அல்லாஹ் அரபு எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவதோடு வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் செல்வ நேரத்திலும் வறுமையான நேரத்தில் சந்தோஷமான நேரத்திலும் என் நிலை வந்தாலும் அந்நிலையில் இறைவனை மறக்காமல் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் என்றென்றும் மறுபடியும்